அந்த ஞான அலங்காரம் நெகர்பா இருக்கும் நெகர்பா அந்த ஞானம் பிடித்த கல்யாணம் முடிப்பதற்கு அல்லா தென்மீனா கல்யாணம் கோடாகுவா மாலை போடுவார்கள் கோடாகோடி சோகனம் சொல்வார்கோடாகோடி கற்பானம் அளிப்பார்கள் கோடாக அமீன் கூறுவார்கோடாக இதுவாகத்தான் அவர்கள் மாப்பரை சுத்தி நக்தா மரபணையில் வந்து இறங்கினார்கள் அந்த ஞானம் நெகர்பானுக்கும் மகான் அல்லா இந்த அப்பா சிமன்றனுக்கும் அப்பாவுடைய கிருமையினாலும் பெருமானா செல்ல புரட்டினாலும் இருவர்களுக்கும் தான் மாலை எட்டு மனம் முடித்தார்கள் காலி கட்டிய உடனே அந்த பெண் இருக்கப்பட்ட அரைக்கு மரவணைக்கு போகணும் மரவணைக்கு போகும் போதுமா அந்த ஞானம் நகர்பாதி என்ன செய்தால் எச்சனையோ கடை போட்டனு மரகமா இப்பமா இவ்வளவு கடையை போட்டு பார்ப்போமா போட்டு பார்ப்போமா தலையை அறுக்கமா என்று பாருங்க தாலி கழுத்துல கட்டியும் தடுப்பு உடனே மன்னன் வரக்கூடிய நேரத்தில் ஓடி போகலாம் என்று தானே சொன்னார் முப்பால் என்பது என்னதான் முடிச்சு தாலியை கடந்து கெட்டது போது என்பது கேட்டவுடனே இவரை போல உள்ள படிப்பால் இவரை ஞானம் உள்ளவர் என்றுதான் மா பெண்ணும்சை உள்ள ம அலங்கார ஞாயவள்ளியேதாரமாக்கி ஒரு மட்டிலும் தான் என்று மகளுக்கும் மருமகனுக்கும் அவர்களை அரண்மனைக்குள் அழைத்து ஒரு பாயை உட்கார வைத்து மரகதா மேற்கு இருக்க வைத்து நம்ம கை நாள் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அந்த புருமாட்டி ஆளாத்தி எடுத்தார்கள் என்னுடைய மருமகளுக்கும் அருமையான மகனுக்கும் இருந்தாலும் இறைவனே நீ காப்பாற்றிக் கொள்ளார்கள் பக்கத்தார்கள் சந்திக்கண் அஜூர் கண்களா இருந்தாலும் யா இறைவா நீ சாப்பாட்டி என்று சுத்தி சுத்தி நரகமா தனியை வெளியே ஊட்டி விட்டு மரகம்பா மகனையும் மரமக வீட்டுக்குள்ளி உட்கார வைத்து பாகம் பழத்தையும் கொண்டு வந்து மகனுக்கு தான் முறை கொடுத்தாரும கிட்ட கொண்டு போகும் போது இந்த அம்மா கூட யாதான் எவ்வளவு ஊட்டிக்கிட்டா அந்த ஆள பால ஆமா இந்த பூவாரங்கட்டி கொடுக்கலன்னு சொன்னா நம்மள ஒரு நாளைக்கால நிம்மதியா விட்டாலா அப்படி அந்நியக்கார குடுக்கலாமா பழையாபகத்தை நினைச்சுட்டாங்க ஆறு நாட்டுக்கு மகனே அப்பாதி உங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பாலம் கொடுக்கணுமா அன்புக்கான செல்வம் சீக்கிரமா உங்க நாட்டுக்கு செல்லுங்க என்று சொன்ன உடனே அப்பா சுமந்தன் தன்னுடைய தன்னுடைய மனியா கடந்து நமதற்கு முடிக்கும் என்பதாகத்தான் வந்தார்கள் எய்தாரே மகா நல்லா அந்த மானம் கிடக்கப்பட்டது கையாடி அந்த அம்புகளில் கைல எடுத்து அந்த மானையும் எடுத்தால் எடுத்துக்கொண்டு மகாநல்லா தான் மரியந்தீதியும் இந்த அம்பாசு மன்னன் மங்கமேட்டையாடிவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்பு கேட்டார்கள் உங்களுடைய மருமகள் பட்டணத்தை ஆண்டு அடைக்கி அரசாண்டு ஆயுத அரசிய அரசாண்டு சாலை முடிச்சு கல்யாணம் முடித்து வந்திருக்கா என்று சொன்ன உடனே அந்த அறிவனையும் இப்படிப்பட்ட நல் நடப்புகளையும் அதே போலவே பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு என்று அந்த அப்பாசும் அன்பரும் அலங்காரும்னையாட்டியும் அந்த சித்தூர் ஹாடும் அளசணும் நிலவளம் ஆவலம் அனைவரம் திரும்பி மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஐந்தமா நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை திரும்பி எல்வேந்தமான பஞ்சம் பிடித்து அங்கு உள்ளவர்கள் எல்லாம் பாதுசா பாதத்தில் வந்து விழுந்து பாதுசாவை உருதுவார் நீதியான செங்கோடு நடத்துங்கள் என்று ஐந்தமா நகருக்கு கொண்டு சென்று அங்க வைத்து மக்பான அப்பாஸ் மன்னரும் அகமது சா மையம் தீழ்ந்து வளமாக வருகின்றார்கள் அதே அருமநாயகம் நபி முகமது அண்ணவனு கொண்டும் நம்மளையும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆவலாக அழைத்து பாபாமார்களை படிக்க வைக்க வேண்டும் பாபாருடைய நல் சொல்லை நாமல் கேட்க வேண்டும் எங்கு நினைத்து தேசிய அந்த சொல்லை நாமல் எப்போதும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்த பாபா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய அனைவர்களுக்கும் இந்த பயிற்சி கேட்டது இந்த தாய்மார்கள் அனைவர்களுக்கும் பாபா அவர்களுக்கும் எல்லா இறைவனாகிய ஆங்கிலம் கொடுக்கப்பட்ட தாய்மார்களுக்கும் இன்னும் சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் நமக்கால ஏற்க ஈகை இறக்கம் தயவுதாச்சினை செய்யப்பட்ட அம்மாமார்கள் அவர்களுக்கும் இந்து துணியாவிலும் உகதியான நீண்ட ஆயுளையும் கொடுத்து நிறைப்பமாக வாழும்படி திருப செய்வானாகவும் நீதி ஆயுளையும் நிறைந்த பருத்தத்தையும் கொடுப்பானாகவும் உண்டாத வாழ்வையும் செல்வத்தையும் கொடுப்பானாகவும் யாரத்திலும் இனி எங்களுடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுடைய இருளான நெஞ்சகத்தை நீக்கி வைப்பாயாக எங்களுடைய அகத்தைத்தானே தெளிவாக கிடைப்பதற்கு அருள் புரிவாயாக யாரத்திலாளின் ஞானத்தை உதயமாக்கி வைப்பாயாக முடிகிடாமல் இபிலீஷு கொடுமையை விட்டு நீக்கி வைப்பாயாக இங்குடைய மூத்துகாரை சகாதத்தனும் களிமாவை நாவை உதயமாக்கி வைப்பாயாக பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுக்கு கேள்விகளை குறைத்து வைப்பாயாக இமாரை பிரகாசமாக்கி வைப்பாயாக இங்குடைய கபருசானை வெளிச்சமாக்கி தருவாயாக புரட்டுத்தரமாக முந்தைய நாக்கரம் அடக்கு வந்து அலட்டி கேட்கும் போது இங்குடைய நாவுக்கு ஹலால் ஆக்கி வல்லமையை தருள்வாயாக முஸ்தகின் அந்த பாலத்தை மறைந்தது போல் நாங்கள் கடலும் படி செய்வாயாக அக்கறையில் சென்று சிவரத்து முந்தகா என்ற வெளிச்சத்தில் நிற்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக எங்களை படைத்தரப்பில மீனே எங்களுடைய பாகங்களை மன்னித்தருள் செய்வாயாக என்னுடைய பாவங்களை எழுத கொடியினால் கிடைக்கும் பொருட்காட்சி அல்ஹம் அனைவருக்கும் வாழ்வதற்கு அருள் புரிவாயாக கூட்டத்தில் கூட்டத்தில் சுன்னத்து ஜமாத்தின் சேரும் பொருட் ஆட்சி வைப்பாயாக சவுதனா முகிங்யத்தின் ஆண்டவருடைய துபா பொருட்டு கிடைக்கும் பொருட்காட்சி வைப்பாயாக ஜமான் கலந்து கொள்ளாச்சி வைப்பாயாக நாயகத்துடைய துவா பொருட்டு கிடைக்கும் வைப்பாயாக சுல்தான் துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்காட்சி வைப்பாயாக கற்களையில் அடங்கியிருக்கும் முகமது அலி உள்ளா ஹாவில் அவலியாவுடைய துவாவில் கலந்து கொள்ளும் புருட்டாட்சி வைப்பாயாக ஆத்தாங்களை நாட்டியார் செய்ய துபாவில் நாங்கள் கலந்து கொள்ளும் புருட்டாட்சி வைப்பாயாக முத்துப்பேட்டையில் மறைபெற்ற ஒ கிடைக்கும்ி வைப்பாயாக ஏற்பாடியில் மறைந்திருக்கும் சுல்தான் இப்ராம் ஒளி உந்தாவுடைய கிடைக்கும் புருட்டாட்சி வைப்பாயாக அருமநாயகத்துடைய இல்லத்து முகமத்து கிடைக்கும் வரி செய்வாயாக ஆனாக பிறந்த பாபாமார்கள் அனைவரும் இருக்கும் அர்மநாயகம் சொல்லு அறிவதெல்லும் அன்பருடைய சவாயத்தில் சேர்த்துக் கொள்வாயாக பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் அரை பேர்களையும் ஜோஹராசூன் வலி அல்லா தாலான அண்ணவருடைய முந்தி காவலில் சொர்க்கலோகவாதிகள் ஆற்றி வைப்பாயாக آمین آمین آمین بسم الله الرحمن الرحیم الحمد لله رب العالمين یا کریم یا رحیم یا جبار یا لدیب یا اللہ یا ماجود یا غحجود یا محبوب یا اللہ اللہم صلی و صلی الان رسولی سیدنا و نبینا و مولانا و خبیبنا مستدنا و استادنا محمد و عالی سیدنا محمد اللہم ربنا مستد ملد دواب ما یم نزند و غاب نزگال عزیز سید حدیر آمین. آمین. اللهم ربنا تقبل منا إن كان ذو سمير لهم دوابنا وصلاتنا إن كان ذو سمير لهم وطبو علينا يا ربنا إن كان ذو تواب رحيم اللهم ربه جبير لخاتيمه مهراج سجره واللهما انت السلام انت السلام الجلال والإكرام اللهم ربنا آتنا في الدنيا حسنتا بالله رج حسنتا وقینا عذاب النار قل ديران خضب رباني مادو سبحاني مشروب رحماني انجلي نورانی بغل انسانی بغداد الاردی سلطان الاغلیاء خضرت الزبادزا مہین الدین الدرکار رضی اللہ عنہ حضرت صلی اللہ وسلم لگیر تم ایلا روی سیدنا حضرت انجیس واری صاحب الحمید بادشار لی اللہ تعالیٰ عنہ تم ایلا روی سیدنا عیسی دولی اللہ لی اللہ تعالیٰ عنہ اللهم ربنا ماتنا في الدنيا حسنتاً في الله عجرة حسنتاً وقينا عذاب النار قال الله تعالى بخير خلق سيدنا محمد وعلى آله أصحاب أجماهين عمين عمين عمين فجر سبحان رب جربي أجزتي أما عصيب صلاة من المرسلين الحمد لله رب العالمين செல்லூ அலாம் மொஹம்மதி செல்லம் ராஹூ அரைய செல்லம் செல்லு அலாம் மொஹம்மதி செல்லு அரைய செல்லம் சுனா அலாம் மொஹம்மதி ஆரதி சொல்லி அரைய முறையில் வாழ்ந்த மனிதர் நாம் நினைக்கவில்லை மகதான வாழ்ந்த மனிதர் I'll never forget to leave me I'll never forget to leave me அந்த கண்ட துரித ahí, ahí, ahí. I know.